Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் from ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 4500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கக்கூடிய சாஃப்சல் சேரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சேரீயை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒன்றரை வர்ப்பு சேரீ தாங்க ஃபஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் பாடி பிங்க் கலருங்க லைட் பிங்காக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே 4500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேல் ப்யூர் சில்க் சாரீங்க ஒன்றரை வர்ப்பு சாரீங்க சாரீ வந்து தின்னாதாங்க இருக்கும் புட்டாஸ் வந்து and அண்டு சரிலேயுமே பண்ணியிருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது beige color பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிரிக் கலருங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க பாடி பெய்ஸ் கலர் உள்ள ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்குங்க பல்ல மட்டும்தான் ஜரி ஒர்க் வரும் பாடியில் வரக்கூடிய புட்டாஸில் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்குங்க ஸோ ஷாப்புக்கு நேரில் வந்து வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஷாப் கிடையாதுங்க மேனுஃபேக்சரிங் ப்ளேஸ் தான் அதாவது கார்டு டிசைன் பண்ணுறது பஞ்ச் பண்ணுறது அதை கோர்க்கிறது தறியிலேருந்து வரக்கூடிய சாரீஸை வந்து செப்பரேட் பண்ணுறது செக்கிங் பண்ணுறது அண்ட் ஆன்லைனில் புக் ஆகிறத செக் பண்ணி பேக் பண்ணி டிஸ்பேஷ் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இங்கே தாங்க நடக்கும் ஸோ இது வந்து ஷாப்போ ஷோரூமோ இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாட்டில் கிரீன் பலுவன் ப்ளவுஸ் பாடி பேஜ் கலருங்க ஸோ அதனால் நேரில் வர்றதுக்கு இப்போ இங்கே காட்டுறதுக்கோ இடவசதியோ ஆள் வசதி இல்லைங்க அதனால் நேரில் வர வேண்டாங்க அண்ட் கொரோனா இஷ்யூஸும் இப்போ பயங்கரமாக போயிட்ருக்குங்க தேர்ட் வேவ் அப்படிங்கிறாங்க தேர்ட் வேவ்ல நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கங்க ஸோ அதுவும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஸோ அதனால் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாருக்குமே சேஃபும் கூட இப்போ நீங்கள் பார்க்குற பாடி சேம் பேஜ் கலர் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் இப்போ காமிச்சிட்ருக்கோம் நிறைய பேர் இந்த கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணதினால இந்த கலரில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்க பாடி வந்து பேஜ் கலர் இதில் வந்திருக்கக்கூடிய புட்டாஸ் த்ரெட் golden tested டெஸ்டு சரியில் வந்திருக்குங்க பலுவன் ப்ளவுஸ் வந்து green கலருங்க bottle green நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் பழுவன் ப்ளவுஸ் வந்து வயலட் கலருங்க பாடி மஸ்ட் இல்லைங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் கோல்டன் ஜரி இருக்குங்க டெஸ்டட் ஜரி தாங்க இந்த சாரியுடைய லென்த்து சிக்ஸ் 6.2 டூ மீட்டர்ஸ் இருக்குங்க வித் ஆஃப் த சாரீ ஃபார்ட்டி ஃபைவ் அதிகமாக இருக்குங்க ப்ளவுஸ் வந்து லென்த்து 70 சென்டிமீட்டர் and வித்து 45.5 ஃபைவ் பாயிண்ட் இன் ஃபைவ் இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குங்க அகலம் வந்து 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுங்கிறதுனால லென்த்து செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கிறதே ஃபேட்டான பீப்புள்ஸுக்குமே கரெக்டாக இருக்குங்க இனஃப் போதுமானதாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா பாடி dark navy ப்ளூங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி வந்து நீம் ஜரிங்க நீம் சரி ஒர்க்கு பே சைட் பார்க்குறீங்க புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே வருங்க உள்சத்துக்கு மட்டும் வராதுங்க ஆல் ஓவர் இண்டியா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம டெலிவர் பண்ணிகிட்ருக்கோங்க இந்தியாவில் எந்த ரீஜியனில் இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வரும் ஈவன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் அவ் அவைலபுளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி பிங்க் கலருங்க இது வந்து கொஞ்சம் டபுள் ஷேடில் வரும் ஆரஞ்சு ஷேடும் வரும் பல்லு அண்ட் ராயல் ப்ளூ இதுலேயுமே நீம் சரி ஒர்க்குதாங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் வரக்கூடிய டிசைன் எல்லாமே நீம் சரி ஒர்க்குதாங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை இந்த சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்போனா தான் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரி பார்சல் வரும்போது இந்த சாரீக்கான ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட மட்டும் நீங்கள் கேஷாக கொடுக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி வயலட் கலர் பலூன் ப்ளவுஸ் ராணி பிங்க்குங்க இதுலேயுமே நீம் சரி ஒர்க்கு தாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சாரி என்ன சாரி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அந்த சாரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தாங்க கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்குற பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி குங்குமம் கலருங்க ரெட் கலர் பாடியில் வரக்கூடியதான் இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க பாட்டில் கிரீன் வித் ராணி பிங்க் காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் ராணி பிங்க் பாடி பாட்டில் க்ரீனுங்க பாட் பாட்டில் க்ரீன் அந்த பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் கோல்டு சரி அண்ட் த்ரெட் ஒர்க்கில் வருங்க ப்ளவுஸ் பேக் சைட் பார்க்குறீங்க கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்குன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசினா மட்டுந்தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வர்ணா சப்போர்ட் நம்பர் இல்லைன்னா வர்ணா கஸ்டமர் கேர்னு இருக்குங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற பாடி வந்து ராயல் ப்ளூ பளு அண்ட் ப்ளூ கலரில் வந்துடுங்க ப்ளூஇஷ் க்ரீன் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டுசரி அண்ட் த்ரெட் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் சேரீ பார்த்துடலாங்க இதுமே வந்து ஒன்ற வார்ப்பு சாரி தாங்க ஃபோல்டிங் மட்டும் மாற்றிருக்கோம் பாடி பேஸ்ட் கலர் பலூன் ப்ளவுஸ் பிங்க் பாடியில் வரக்கூடியது அண்ட் பல்லுல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே கோல்டன் டெஸ்டட் சரி ஒர்க்குங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்துர்லாங்க இது வந்து நேவி ப்ளூ வித் பீகாக் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குங்க இது கீழே மட்டும் கொஞ்சம் அஸ்திரி வந்த மாதிரி இருக்கும் அதாவது கீழே பாட்டம் போர்ஷன் மட்டும் கலர் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் சரி கோல்டு சரியில் ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும்னா மட்டுமே தயவு செஞ்சு அப்ரோச் பண்ணுங்க சாரியை புக் பண்ணுங்க சில பேர் வந்து அவைலபிளான்னு மட்டுமே கேட்குறீங்க ஆனால் எது அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை வந்து புக் பண்ணுறதே இல்லை அப்படியே புக் பண்ணாலும் சில பேர் அதை வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதில்லை ஸோ உங்கள் கிட்ட வைக்கிற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு டைம் பாஸுக்காக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு கேன்சல் பண்ணுறது வேண்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தது பாடி க்ரே கலர் பல்லூன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ எதுக்காக நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதனால் அஃபெக்ட் ஆகிறது நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்களை விட இன்னொரு கஸ்டமர் தான் வந்து என்னாகிறாங்கன்னா அஃபெக்ட் ஆகிறாங்க ஏன்னா நிஜமூமே அவங்களுக்கு அந்த ஸாரீ வேணுமா இருக்கும் ஆனால் நீங்கள் புக் பண்ணதுனால அப்போ அவங்களுக்கு என்ன ரிப்ளை போயிருக்குன்னா அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னு போயிருக்கோம் ஸோ அப்போ அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா ஸோ ஸாரீ சோல்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து விட்டுருவாங்க நம்மளும் என்ன பண்ணிடுவோம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் புக் பண்ணிவிட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே நோட் பண்ணாமல் விட்டுருவோம் ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா அந்த சாரியும் சொல்டாக இருக்காது கேட்டவங்களுக்கும் அது கிடச்சிருக்காது அதனால தாங்க இப்போ நீங்கள் பார்த்தது பாடி மெரூன் பலுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நாம் மென்ஷன் பண்ணுறது ஹண்ட்ரட் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பாயிண்ட் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம் கேட்டுக்கிறதுங்க பலன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க நேவி ப்ளூ பாடி எல்லோ கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டுசரி அண்ட் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே இருக்குங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவைலபிளானு கேட்க வேண்டாங்க ஏன்னால் நீங்கள் கேட்கும்போது மேபி அது அவைலபிளாக இருக்கலாம் அவைலபிள்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு அனதர் கஸ்டமர் வந்து உங்கள் மெசேஜை ரீட் பண்ணிவிட்டு உடனே அடுத்த மெசேஜ் நாங்கள் ரீட் பண்ணுவோம் ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் புக் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு தாங்க புக் பண்ணுவோம் ஏன்னால் நமக்கு அவைலபிளானு எவ்வளோ பேர் வேணாலும் கேட்கலாம் அதை வாங்குறவங்க குறைவு தான் இல்லைங்களா அதனால் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம புக் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பல்லுவன் பிளவுஸ் வந்து பிங்க் கலர் லைட் பிங்க் பாடி நேவி ப்ளூ இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறையவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க நிறைய வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷம் பட்டு சில கஸ்டமர்ஸ் அண்ட் நியூ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியறதில்லைங்க ஸோ தெரியறதில்லை அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியறதில்ல ஸோ தெரியாதனாலேயே என்னாகுது அப்படின்னா மிஸ் வருதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடியோடைய கலர் வந்து பிங்க் கலருங்க டபுள் ஷேடில் இருக்கும் பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு உங்களுடைய கோப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த சாரீஸ் எல்லாமே சேல் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் நம்ம யூடியூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறோம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோங்க நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறதில்லை நம்ம எப்போ இதை வீடியோ போடுறோமோ அந்த டைமில் தான் நம்ம புக்கிங்கே வந்து நம்ம எடுக்கிறோங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சாரீ கூட நம்ம வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறதே இல்லைங்க இது வரைக்கும் பண்ணினதில்லை இனிமேவும் பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் பார்க்கறது பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க்குங்க பாடி ராயல் ப்ளூங்க ஸோ அதனால் உங்களுக்கு சாரி எப்போ கேட்டு இல்லைன்னு சொன்னாலும் தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மற்ற கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க அதுதான் விஷயமே தவிர இவங்களை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே நாங்கள் யாருக்குமே பார்க்குறது இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குற பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளவு பாடி கிரீன் கலருங்க மேபி சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஹியூமன் எரர் நடக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குங்க நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொன்றா ரிப்ளை பண்ணிகிட்ருப்போ இடையில கால் வரும் காலையும் வேறு நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகலாம் அப்படின்னா தப்பாக ரெண்டு பேர்த்துக்கு கூட ஒரு சாரீ வந்து புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸோ அது வந்து ரேராக தான் நடக்குமே தவிர எவ்ரிடே எவ்ரி அப்டேட்லேயும் நடக்காது ரொம்ப ரேராக எதாவது ஒரு குரூஷியல் டைமில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் டைமில் அந்த மாதிரி நடக்கும் அப்படி நடந்தாலும் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவோங்க பலுவன் பிளவுஸ் வந்து வயலட் பாடி வந்து ரெட் கலர் எங்கள் சைடு வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோங்க அதுக்கு வந்து நாங்கள் தயங்கவே மாட்டோம் இப்போ பாடியில் இருக்கக்கூடிய அந்த புட்டாஸ் கோல்டு அண்ட் த்ரெட் ஒர்க்கில் இருக்குங்க பலூன் பிளவுஸ் ராணி பிங்க் பாடி ப்யூ கலருங்க எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் விஷஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு ஒகேஷனாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமாக இருந்தாலும் சரி விஷ் பண்ணுறீங்க அதெல்லாமே எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் seller, customer, அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு family members மாதிரி நிறைய பேர் வந்து பழகிறீங்க அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்க்குற இந்த பல்லுவன் ப்ளவுஸ் வந்து red color கலருங்க body dark navy blue navy blue தான் டார்க்காக இருக்கும் இப்போ பார்க்குற இந்த பிளவுஸ் வந்து red color இதுலேயுமே கோல்டு அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க கோல்டு சேரீ அண்ட் த்ரெட் ஒர்க் இந்த எல்லா சேரீயுமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டோங்க ஜஸ்ட்டு ரேண்டமாக நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஒவ்வொரு சேரீயுமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் கண்டிப்பாக சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவ்வளோ கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் இந்த சாரீஸ்லாம் இருக்குதுங்க பிடிச்சதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கிட்டே கொஞ்சம் புக்கிங் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் ஆட் ஆகிறாங்க பழைய கஸ்டமர்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய Booking பண்ணிகிட்டே இருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்